கணினியின் உறவினர் நண்பழைப்பு விதித்தது அந்த காலம் வசதி மூலம் கடல் வாழும் உறவினர்களை நேரில் பார்த்தபடி இந்த காலம் மனித கண்டுபிடிப்புகளில் மிகச் சிறந்தது கணிப்பொறி என்று அதற்கு பேசையை கண்டறிந்தார் அதே போல் ஒரு திடீர் நிகழ்வின் போது மனிதன் கணினியை கண்டுபிடித்து பல நூறு பரிணாம வளர்ச்சியில் உருவானதே கணினி கணித பேராசிரியர் சார்லஸ் பாபெச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் என்ற கணினி தான் இருந்தது அந்த தொடக்க காலத்து கணினிகளுடன் ஒப்பிடும் போது கணினிகள் பிரம்மி அவை பழைய கணினிகளை விட பழாயிரம் மடங்கு வேகமாக இயங்குகிறது மற்றும் அளவிலும் சிறியதாகிவிட்டது வெற்றிப்படிகள் வாழ்க்கை தரம் உயர துணை செய்கிறது உலகம் தொலைத்தொடர்பு துறையில் ஈராயிரம் ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை விட கடந்த இருபத்தாண்டுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் பல நூறு மடங்காகும் இன்று ஒருவரை நேரில் பார்க்காமலே மின்னணு தகவல் வாயிலாக தொடர்பு முடிகிறது வீட்டில் இருந்தபடியே உலகத்தை தயார் செய்வது மருத்துவமனைகளில் நோயாள திட்டங்களை ஒரு சில அறுவை சிகிச்சைகளுக்கும் மருத்துவர்களுடன் ஆலோசிக்கவும் கணினி வழிவகுத்துள்ளது விவசாயத்திலும் கூட கணினி பயன்பாடு அதிகரித்துள்ளது குறிப்பாக பயிர்களுக்கு நேர் தேவைப்படும் தானாக இயந்திரத்தை இயக்குவதற்கும் பயன்படுகிறது கல்வித்துறையில் அறிவியல் பகுப்பாய்வுகள் பொறியியல் வரைபடம் வரைதல் கணித தேற்றங்களின் தீர்வுகளை அறியும் கணினி வழிவகுத்துள்ளது உன் முன்னே அமர்ந்தாலே நேரம் போவதே தெரியவில்லையே நீ என்ன என் நேரம் விழுங்கியா இந்த வீடியோ உங்களுக்கு நன்றி